புன்னகை என்பது இலவசமாக கிடைக்கும் ஒரு அரிய சிகிச்சை மனிதனோடு கூட பிறந்த ஒரு உணர்வின் வெளிப்பாடே புன்னகை குழந்தை பிறந்து ஆறு வாரத்தில் நாம் அதை அன்புடன் பார்க்கும் போது அதில் சிரிப்பை தரும் நம்மை பார்ப்பவர்கள் நம்மோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பிறப்பதுதான் குழந்தையின் சிரிப்பு மெல்லிய இதழ்களில் நிலையும் புன்னகையே குழந்தையின் உன்னத மொழி புன்னகை மனிதனை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது கவலைகளையும் அளிக்கும் கருவிதான் சிரிப்பு சிரிப்பு ஒன்றுதான் அனைவரின் மனதை திறக்கும் சாவி ஆரோக்கியமான மனிதனிடம் மட்டுமே வெளிப்படும் இப்படிப்பட்ட புன்னகையின் மகத்துவத்தை உணர்த்தவே ஹார்வே பால் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் புன்னகை முகம் என்ற தினத்தை அறிமுகம் செய்தார் வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படும் ஒரு அழகிய மொழி புன்னகை புன்னகையின் சிறப்பை உணர்ந்த உலக மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அக்டோபர் முதல் வெள்ளியன்று வருடந்தோறும் இதை கொண்டாடி வருகின்றனர் கேவியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் உலமார்ந்த உலக புன்னகை தின நல்வாழ்த்துக்கள்